குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கும் ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற இருபத்தி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு கிளாங் அப்படின்ற பகுதியில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் ஸோ மலேசியா மற்றும் அதை சுற்றியுள்ள நபர்கள் தாராளமாக இந்த ஒருநாள் பரம்பொருள் யோகம் வகுப்பில் வந்து கலந்து கொள்ளலாம் கீழே உள்ள நபருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் ஓகே அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் அக்டோபர் ஒன்பது ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் அனவுன்ஸ் பண்ணுறோம் அதுலேயும் விருப்பப்படக்கூடிய நபர்கள் சென்னை மட்டும் அதை சார்ந்த பகுதியில் இருப்பவர்கள் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம் ஓகே இன்னைக்கு எந்த டாபிக்கை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருத்தர் கேட்டு ஒரு நல்ல ஒரு கேள்வி என்னன்னா லவ் அண்ட் மெடிடேஷன் பண்ணால் நத்திங்னஸ்க்குள்ள போகுது லவ் அப்படின்னா மனம் வேலை செய்து ஜீவகாரிணியத்துக்குள்ள போகிறோம் மனம் கரைந்து ஆன்மா உருகி போகிறோம் ஆனால் இதுவே நத்திங்னஸ்குள்ளே போகும்போது பற்றற்ற நிலையில் வந்து இருக்கிறோம் இது ரெண்டும் எனக்கு பெரிய கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது ரெண்டுமே பெரிய குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பற்றற்ற நிலை என்பது வேறு ஜீவகாரணிய ஒழுக்கத்தோடு நீங்கள் வாழும்போது ஒவ்வொரு உயிர்களையும் தன்னுயிர் போல் கருதும் அந்த உயிர் வேதனைப்படுதேன்ற போது ஆன்மா உருக்கம் என்பது வேறு ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இதனால வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா ஓஷோ புத்தர் மற்றும் இந்த மாதிரி இப்போ மெய்ஞ் ஞானிகளே வந்து பார்த்தீங்கன்னா சித்த நிலைக்கு செல்லவில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சித்தநிலை என்பது என்ன நிலைன்னு வந்து கேட்டிங்கன்னா ஒரு ஒரு நயன்த்து சீக்கிரட்டுன்னு சொல்லுவாங்க அந்த நயன்த்து சீக்கிரட்டெல்லாம் தாண்டி பல்வேறு டைமென்ஷன் இருக்குது ஒரு நீங்கள் எந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலும் அந்த மனமற்ற நிலை அப்படின்றது வந்து போயிடுவீங்க பட் மனமற்ற நிலையை தாண்டி ஒளியை பார்ப்பது என்பது சாதாரண விஷயமே கிடையாது இதனால தான் அரு பெருஞ்சோதி நிலை தான் இருப்பதிலே உயர்ந்த நிலையுன்னு சொல்றோம் ஞான மெய்ஞானம் பெறுவது என்பது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது நம்ம ரெகுலராக பிராக்டிஸ் பண்ணும்போது உலகம் பொய் அப்படின்னும் அது துரிய நிலை ஏற்பட்டுரும் துரிய நிலை ஏற்பட்டவுடன் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் பொய்ங்கிறது புரிஞ்சோடனே அந்த மெய்ஞ்ஞான விளக்கங்கள் உங்களுக்கு தானாக புரிய ஆரம்பித்து ஆனால் பிரபஞ்சமாகவே மாறி பிரபஞ்சத்தோடு பிரபஞ்சமாகவே கலந்து அந்த அரு எனும் அந்த நிலையை அடைவது என்பது சாத்தியமே கிடையாது அது நடக்கும் நிலை என்பது என்பது அழைத்து செல்லும் இருள் அப்படின்னு அதுக்கு பேரு இதுவே வந்து ஒளி அப்படின்றது லைட் அப்படின்றது அருட்பெரும் ஜோதியை நோக்கி அழைத்து செல்லும் என்பது சவுண்ட் அல்லது ஓசை வெளிச்சம்யூக்கத்தோடு நீங்கள் வாழ்ந்து எல்லா ஜீவராசிகளையும் அனைத்திற்குள்ளும் வியாபித்திருப்பது இறைவன் தான் என்ற உணர்வோடு நீங்கள் வாழும் போது உங்களுக்கு பற்ற நிலை என்பது இருக்காது பற்ற நிலை என்பது ஆரம்ப கட்ட நிலை தான் ஏன்னா அந்த உலகத்திலிருந்து வெளியில வரதுக்கு தான் உலக அட்டாச்மெண்ட் வெளியில வர்றதுக்குதான் அப்படி வெளியில வந்து நின்னீங்கன்னா கூட நீங்கள் வந்து இருள் தன்மையை நோக்கி நீங்கள் செல்வீங்க இருள் தன்மைன்னா அது ஏதோ மோசமான நிலை அப்படின்னு நினைக்காதீங்க நத்திங்னஸ் அது வந்து சூன்ய நிலையை நோக்கி உங்களை அழைத்து செல்லும் ஆனால் சூன்ய நிலையை கடந்த நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒலியாகவே மாறுவது ஓ இதை வந்து சித்தர் பெருமக்கள் சொரூப சித்தி அப்படின்னு சொல்றாங்க அப்படி இல்லாட்டினா ஒளி உடல் அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து நம்ம வெறும் பற்றற்ற நிலையை மட்டுமே வைத்து அந்த நிலையை அடைய முடியாது இதனால தான் புத்தர் போன்றவர்களோ இல்லை ஓஷோ போன்றவர்களோ பாடியை விட்டுட்டு தான் போனாங்க பாடியை எடுத்துகிட்டு போக முடியல அட் த எண்டு நம்ம என்னதான் பிராக்டிஸ் பண்ணாலும் ஜீவகாரியம் ஒழுக்கத்தோடு நம்ம தவம் செய்தாலும் கூட ஒலியை பார்க்கக்கூடிய பயிற்சி இதில் தான் இதில் நல்லா தெரிஞ்சுக்கணும் யோக பயிற்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா யோகம் வேற ஞானம் வேற யோகத்தில் மூச்சு ஒடுங்கும் நீங்க சில நேரத்தில் வந்து சூன்யத்தில் போய் ஒடுங்குவதற்கும் வாய்ப்புண்டு ஆனால் யோகம் நீங்கள் செய்யும் போது ஞானத்தையே யோகமாக செய்ய வேண்டும் அது என்னடா ஞானத்தையே யோகமாக செய்கிறதுனா ஞானம் என்றால் புரிதல் மட்டும் கிடையாது ஞானம் என்றால் ஒளின்னு அர்த்தம் ஸோ நீங்கள் பயிற்சி பண்ணும்போது ஒளியை பார்க்க வேண்டும் பரம்பொருள் யோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒளியை பார்க்கக்கூடிய பயிற்சி தான் உங்களுக்கு நான் கிளியராக கொடுத்துட்ருக்கேன் பல்வேறு குண்டல் யோகம் வாசி யோகம் சித்த வித்தை நிறைய யோக முறைகள் இருந்தாலும் கூட பல யோக முறைகளின் கூட்டினவா பெஸ்ட்டாக உங்களுக்கு பரம்பொருள் யோகம் கொடுப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா சூன்யத்தில் போய் ஒடுங்காமல் ஒளியோடு ஒளியாக நீங்கள் கலக்க வேண்டும் என்பதற்குண்டான பயிற்சி தான் ஜீவகாரிணத்தோடு சேர்ந்த இந்த பரம்பொருள் யோகம் பயிற்சி சரி அப்போ லவ் என்பது அவசியமா நூறு சதவீதம் லவ்னா நம்ம ஏதோ ஒரு பொண்ணு மேலேயோ பையன் மேலேயோ வைக்கக்கூடிய லவ் கிடையாது இது கம்பேஷன் மெர்சி கருணை அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இந்த தன்மையில் நீங்கள் பயணம் செய்யும் ஒளியாகவே மாற வேண்டும் ஒளியாகவே மாற வேண்டும் என்றால் உயிர்கள் கஷ்டப்படும் உயிர்கள் வேதனைப்படும் அது உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அது உங்களுக்குள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் யாருக்கோ ஒருத்தருக்கு நடக்குது எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற போது நிச்சயமாக நீங்கள் ஒளி உடலை அடைய முடியாது பற்ற நிலைக்கு போலாமே தவிர அது முக்தியை கூட்டு போவோம் பற்றற்ற நிலையில வாழும்போது முக்தியை கூப்பிட்டு போவோம் கருத்தில் அடுத்த பிறகு என்பது கிடையாது ஆனால் முக்தியை கடந்த உயர்ந்த கட்ட நிலைகள் ஹையர் டைமென்ஷன் நிறைய இருக்கு அங்கே வந்து கேட்பாஸ் உங்களுக்கு கிடைக்காது அப்போ ஒளியாகவே மாற வேண்டும் என்றால் அருட்பெரும் ஜோதியாகவே நீங்கள் மாற வேண்டும் என்றால் தாயுமானவர் போன்ற உயர்ந்த நிலை ஞானிகளே அவங்க வந்து முக்தி மோர்ச்சத்தை அடைந்த பிறகும் நிலைக்கு போகும்போது மறுபடியும் மனித உடல் எடுத்து பூமிக்கு வந்து மனிதனாக வாழ்ந்து அதுக்கப்புறம் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தோட வாழ்ந்து அன்பும் கருணையுமாக இருந்து ஒளியை பார்த்து ஒளியோடே சென்று கலந்தார்கள் இந்த ஒளியோட கலக்கணும்னா ஒளியை பார்க்கணும் முதல்ல பயிற்சியில இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த பயிற்சி வந்து ஒளியை பார்க்கக்கூடிய பயிற்சியாக இருக்க வேண்டும் மூன்றாவது எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல கருதக்கூடியதான் பார்க்கும் போது அந்த தண்ணில நீங்க ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் ரெண்டுமே வெவ்வேறையாக தெரியாது மைண்ட் செட் தான் அது டக்குன்னு ஒரு பரவச நிலைக்கு நீங்கள் தாராளமாக செல்வீர்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன பற்றற்ற நிலை என்பது வேறு ஜீவகாரண்ய ஒழுக்கம் என்பது வேறு ஆனால் நிலையோட உச்சகட்ட நிலைதான் அடையும் போது ஒளியாகவே மாறிவிடுவீர்கள் ஒளியை பார்க்கும் பயிற்சி ஒளியாகவே மாறும் பயிற்சி அருட்பெரும் ஜோதி எது அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணைதான் அருட்பெரும் ஜோதிவன் ஒருவன் தனிப்பெரும் கருணையாக வாழ்ந்து விடுகிறானோ அவன் அருட்பெரும் ஜோதியாக மாறிவிடுகிறான் நன்றி வணக்கம் குருவேசரணம் முன்னரே வந்து இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருந்தோம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் பட் இருந்தாலும் கூட நிறைய மெயில்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து பரம்பூருள் ஃபவுண்டேஷனுக்கு வருது அது என்னென்னா இந்த மாதிரி பரம்பூர் ஃபவுண்டேஷனில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை நாங்கள் எங்கள் சேனல்ஸில் போடலாமா ஏன்னா நான் நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எங்கள் சேனல்ஸில் போடலாமான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணது பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன லைசன்ஸ் கொடுத்துருக்கோம்னா ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது க்ரியேட்டிவ் காமன்ஸ்னு இருக்குது ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் நம்ம கொடுத்துருந்தாதான் claim அப்படின்றதே வந்து பண்ணுவாங்க பட் கிரியேட்டிவ் காமன்றது யாரு வேண்டுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு நம்ம எந்த வித கிளைமும் பண்ண மாட்டோம் உங்ககிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது இந்த உண்மையான ஞானம் மற்றவருக்கு போய் சேர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தாராளமாக உங்களது சேனலில் நம்மளோட வீடியோஸை கட் பண்ணி போடலாம் நன்றி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 நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கவுண்ட் நம்பருக்கு செலுத்தலாம் அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க குருவின் பரிபூர்ண அருளாசிகள் குரு கடாட்